வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினி சார்ட் ஜூன் நைன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக ரைஸ் ஆனால் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட்டாக இருக்குது இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலி ஒரு வீக்லி எக்ஸ்பெரி ஆப்ஷன் கூறிய எக்ஸ்பைரி டே ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டில் வால்யூம் மூமெண்ட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் பட் ஆனால் பெருசாக ஒன்றுமே இல்லை லோ வால்யூம் லோ மூவ்மெண்ட்டு தான் ஸோ இப்போ சோஃபாரில் பார்த்ததில் நமக்கு இப்போ ஒரு சடன ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கிடச்சிருக்கு நமக்கு இப்போ பைக்கால் வந்து சேஞ்ச் அவுட் நடந்திருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக அப்படியே டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் கிடைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ நமக்கு இப்போ ஒரு பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால தான் வந்து கிரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது மார்க்கெட் ட்ரெண்ட் மாதிரி கேண்டில் கர் ஃபிக்ஸட் பைட் ரன்னா க்ரீன் செல்ட் ரென்னா ரெட்னு சொல்லிட்டு ஸோ கேண்டில் கலர் ஃபிக்சடாக வரும் ஒன்ஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனால் கேண்டில் கலர் சேம் அதான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ எனி கேன் யார்னாலும் பார்த்தாலே சரி இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் கரண்ட் ட்ரெண்ட் வந்து இப்போ பையிங் ட்ரெண்டில் இருக்குது பேங்கில் பை பண்ணலாம் டேட் என்ன பையர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் இருக்கலாம் என்ன லைன் மேல இருக்கீன் டாக்ட் லைன் கீழ இருக்க ரெட் கலர் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ற ஸ்டாப்லாஸ் லைன் எப்படி இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அந்த ஜெனட்டாக வர கால்ஸை உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அதையும் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் யூஸ் பண்ணி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் ப்ரேக் அவுட் அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டில் பிரேக் அவுட் கிடைக்கும்போது கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ப்ரேக் அவுட் செட்டப் பண்ணுறது தான் எங்களுடைய ஒர்க் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு ஒரு பைக் கால் வந்து ஜெனட்டாக இருக்குது தேர்ட்டி ரேஞ்ச் ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து நைன் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச்கிட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் மேலும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த தான் நம்ம கிடைச்ச ஃபியூச்சரில் கிடச்ச ஒரு பைக்கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த டைம்ல எக்ஸிட் ஆயிக்கலாம் அதே ஆப்ஷன் ட்ரேடரும் இந்த டயத்தில் உங்களுடைய ஆப்ஷன் காலை கட் பண்ணிக்கலாம் இதை பயன்படுத்தி ஆப்ஷன் ட்ரேடரும் பண்ண முடியும் ஆப்ஷனில் நீங்கள் டேரக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கால்ஸ் மட்டும் கிடைக்கும் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே ஃபியூச்சரில்னா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும்போது நீங்கள் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீடெயில் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீடைல் அப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் thank you